வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன் நான் இங்கு பேச வந்த சுகாதாரம் ஆனால் பல மட்டுமல்ல நமக்கும் சேர்த்தளை கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்திலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அக்கால மக்கள் இயற்கையை கடோளாக வணங்கினார்கள் ஆனால் நாமோ இயற்கையை இழந்து செயற்கையாக இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனுப்பிய காவலர்கள் இயற்கை அவர்களை நாமே சாகரித்து ஆபத்தை தேடிக் கொள்வது எவ்வளவு ஆபத்தமானது அறுவடை செய்ய வேண்டும் சுற்றுப்புறத்தை செய்த நாமே இனி அதை சரி செய்வோம் சரி எப்படி சரி செய்வது முதலில் நம் வீட்டில் இருந்து அதை ஆரம்பிப்போம் வீட்டின் பின்புறம் சிறு தோட்டம் அமைத்து வீட்டு கழிவு நீரை பயன்படுத்தலாம் கழிவறை அமைப்பதுடன் கழிவறைகளில் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் நெல் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளலாம் குட்டி குட்டி சேசாக்களை அகற்றுவது மிக கடினம் எனவே சேசாக்களின் பயன்பாட்டை அறவே ஒழிக்க வேண்டும் எதிர்கால சந்ததிக்கு பொருள் சேர்த்து வைக்கும் மன்னர்கள் கொஞ்சம் சுத்தமான காற்றையும் விட்டுச் செல்ல எண்ண வேண்டும் நம் தாழை முறைக்கு இங்கு வாடல் சாத்தியமோ மண்ணு மணலோம் நீரும் காற்றும் திருடி சென்றது மண்ணு மணலோம் நீரும் காற்றும் நீரையும் விட்டோம் சென்ற அனைவரும் மரம் நட வேண்டும் மரங்கள் தான் மனிதர்களின் நுரையீரல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டுமெனில் மரங்களை காப்பது அவசியம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பாதுகாப்பு சுற்றுச்சூழலை பாதுகாப்பு மழைநீர் சேமிக்க மறக்காதே தூய்மை படுத்தலை வருக்காதே மழை சேமிக்க மறக்காதே தூய்மை படுத்தலை வருக்காதே பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுப்புற சுகாதாரத்தை மேல் கொடுக்குவோம் நன்றி சூப்பிமையுடன் என்னையும் கொடுக்கும் நன்றி